அவர்களுடைய ஆத்மா ஒளி வேகத்தில் பயணிக்கும் மிக மிக மிக மிக ஸ்பீடான அந்த ஃபோர்ஸில் பயணிக்கும் ஒரே ஒரு அணு எல்லா அணுவாகவும் இருக்கிறது எல்லா அணுவும் ஓர் அணுவாக இருக்கிறது ஓர் அணுவில் மொத்த பிரபஞ்சமும் ஒடுங்கியுள்ளது மொத்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மொத்த அணுக்களும் ஓர் அணுவில் ஒடுங்கியுள்ளது இது குழம்பிடுறோம் உங்களுக்கு போக போக பிரம்மத்திற்கு பேரு கிடையாது குணம் கிடையாது நிறம் கிடையாது வடிவம் கிடையாது சுவை கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் எல்லாமாக இருக்கும் அதுதான் பிரம்மம் பேரின்ப நிலைய வார்த்தைகளால சொல்ல முடியாது அந்த அனுபவத்தை வார்த்தைகளால சொல்ல முடியாது பெரிய பையனுக்கு இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இரண்டாயிரம் பையன் பணம் காட்டணும் வரமாட்டேன் சொல்லிட்டாங்க சிங்கப்பூர்ல வேலையில இருந்தவங்க அப்புறம் ப்ரமோஷன் கொடுத்த வேலையை ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டான் வந்து ஒரு ஆறு ஏழு மாசமா அவங்க வீட்லேயே ஒரு பத்து இருபது லட்சத்துக்கு பார்சல்ல நல்லா வாங்கி போட்டுக்கிறான் ஹெலிகாப்டர் அவங்க செய்வோம் பறக்க விடுவோம் எல்லாத்தையும் வேலை எதையுமே செயல்படுத்த முடியல ஒண்ணும் அவங்களுக்கு மாதிரி இந்த ரெண்டு பசங்களும் அவங்க எங்களுக்கு என்ன மேரேஜ் ஆகல எந்த கெட்டு பழக்க வழக்கம் எதுவும் நல்ல பையன் எந்த இதுன்னு ரெண்டாவது பையன் பெங்களூருக்கார பையன் அவங்க வருமா இவருக்குதான் நான் ஒருத்திய ரூம் இருக்கேன்னு சொல்லி இவரு வெளியோனாரு கூப்பிட்டு ஒரு ரூம்ல இது பண்ணிட்டேன் பெரிய பையனாலதான் எனக்கு ரொம்பவுமே போவேன் இந்த பெரிய பையன் நல்ல பையன் நல்லதே நடக்கும் ஜாலியா இருங்க முக்தி அடைந்த சித்தர்களும் மகான்களும் சித்த புருஷர்களும் தவ யோகிகளும் முனிவர்களும் இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க அவங்களுக்கு என்னங்க வேலை அப்படின்னு ஒரு கேள்வி நல்லா புரிஞ்சுக்கங்க உடலை விட்டு இந்த உயிராகிய ஆத்மா மிக சரியான வழியில் முக்தி நிலைக்கு சென்று விட்டது என்றால் அவங்களுக்கு வேலை வெட்டி அப்படின்றது இல்லாமலாம் கிடையாது அவங்க நினச்சா மறுபடியும் இந்த பூமிக்கு வரலாம் இல்லையா அவங்க வெளியிலேயே இருக்கலாம் ஒரு கோள் விட்டு இன்னொரு கோளுக்கு பயணம் செய்யலாம் அந்த கோளுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய உயிர்களை பார்க்கலாம் அவர்களுடைய ஆத்மா ஒளி வேகத்தில் பயணிக்கும் மிக மிக மிக மிக ஸ்பீடான அந்த ஃபோர்ஸில் பயணிக்கும் அது அதுக்கு எல்லையே கிடையாது அது பர பரபரமத்தோடு ஐக்கியமாக இருக்கிறதுனால இங்கேயும் இருக்கும் அங்கேயும் இருக்கும் அங்கே இருக்கும் சந்தன மண்டலத்துலேயும் இருக்கும் இந்த சூரிய குடும்பத்துலேயும் இருக்கும் சூரிய குடும்பத்தை கடந்த அண்டங்கள்லையும் இருக்கும் ஏகப்பட்ட இடங்கள்ல இருக்கும் கேமராவாக இருக்கிறதா தான் லைட்டாக இருக்கிறதா தான் ஒளி என்பது என்ன அனைத்துமாக இருக்கிறது டீப் டைமென்ஷன்ஸ் நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா இந்த குவான்டம் ஃபிசிக்ஸ்ன்னுலாம் சொல்லுவாங்க ஒரே ஒரு அணு எல்லா அணுவாகவும் இருக்கிறது எல்லா அணுவும் ஓர் அணுவாக இருக்கிறது ஓர் அணுவில் மொத்த பிரபஞ்சமும் ஒடுங்கி மொத்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய மொத்த அணுக்களும் ஓர் அணுவில் ஒடுங்கி இது குழம்பிடுறோம் உங்களுக்கு போக போக இது ரொம்ப டீப் டைமென்ஷன்ஸ் போகும் இதை வந்து வார்த்தைகளால் விவரிக்க முடியாது வர்ணிக்க முடியாது உணர்தல் தன்மைக்கே போனால் மிக மிக மிக மிக உச்சகட்ட உணர்தலுக்கும் அந்த உணர்வு நிலைக்கு போனால் தான் இவ்வளோ விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் கற்றுக்க முடியும் அது சாதாரண விஷயமே கிடையாது அப்போது இந்த முக்தி நிலை அடைந்த சித்தர்கள் மகான்கள் ஒளி ரூபமாக இருக்கிறார்கள் இந்த காற்றோடு காற்றாக கலந்திருக்கிறார்கள் அனைத்து பொருட்களுமாக இருக்கிறார்கள் பூமியிலும் இருக்கிறார்கள் பூமியை கடந்த கோள்களிலும் இருக்கிறார்கள் பூமியை கடந்து நட்சத்திர வடிவத்திலும் இருக்கிறார்கள் நட்சத்திரங்களை கடந்து எல்லாமுமாக இருக்கிறார்கள் வெட்டவெளியில் இருக்கிறார்கள் சுத்தப்பெருவெளியில் இருக்கிறார்கள் அனைத்து கோல்களுக்கும் சென்று வருவார்கள் கோள்கள் இல்லாத இடத்திலும் இருப்பார்கள் பறந்து விரிந்து சென்று கொண்டே இருப்பார்கள் முதலும் இல்லாமல் முறிவும் இல்லாமல் அனைத்துமாக இருப்பார்கள் இவர்கள் தான் சித்தர்கள் சித்த புருஷர்கள் முக்தி அடைந்தவர்கள் பூரணத்துவம் அடைந்தவர்கள் ஏனென்றால் அவர்கள் இறையோடே கலந்து விட்டார்கள் பிரம்மமாக மாறிவிட்டார்கள் பிரம்மத்திற்கு பேறு குணம் கிடையாது நிறம் கிடையாது வடிவம் கிடையாது சுவை கிடையாது எதுவுமே கிடையாது ஆனால் எல்லாமாக இருக்கும் அதுதான் பிரம்மம் அப்படி இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்தில் இருந்து பிரம்மமாக மாறி பிரம்மமாக கலந்தவர்கள் அனைத்துமாக இருப்பார்கள் மாயையாகவும் இருப்பார்கள் மாயை விட்டு கடந்தும் இருப்பார்கள் தேவைப்படும் பொருளாகவும் இருப்பார்கள் தேவைப்படாத பொருளாகவும் இருப்பார்கள் பொருள் தன்மையில் இருப்பார்கள் பொருள் தன்மை கடந்த நிலையில் இருப்பார்கள் நீராக இருப்பார்கள் பஞ்சபூதங்களாக இருப்பார்கள் எல்லாவற்றுமாக இருப்பார்கள் அவர்களுக்கு வேலை என்பதும் கிடையாது வேலை இருக்குது என்று சொல்ல முடியாது தேவைப்பட்டால் வருவார்கள் தேவைப்படவில்லையா அதாகவே இருப்பார்கள் அதோடு கலந்து விடுவார்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம் உங்களுக்கு அது அது ஒரு லிமிடேஷன் லிமிடேஷன்ஸே கிடையாது எப்படி உங்களுக்கு நெட் பேங்கிங்கில் ஒரு கரண்ட் அக்கௌண்ட்டோ இல்லை ரொம்ப பெரிய அக்கௌண்ட்டு இம்பீரியா ப்ரீமியம் பேங்கிங்கோ ஏதோ ஒன்று ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அன்லிமிட்டெட் ட்ரான்சாக்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்றாங்களோ ஒரு குறிப்பிட்ட பேலன்ஸ் நீங்கள் மெயின்டைன் பண்ணும்போது உங்கள் தகுதி தராதாரத்தை பார்த்து அந்த மாதிரி சித்த ஒரு சில பேர்கள் வந்து தவம் செய்தோ யோகம் செய்தோ அல்லது கருணையின் அடிப்படையிலோ உச்சகட்ட நிலையை இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே காம்ப்ரமைஸ் பண்ணிவிட்டு உச்சக்கட்ட அந்த நிலையை நீ அடையும் போது உங்களுக்கு அந்த அன்லிமிட்டெட் ஆப்ஷன்றதை கொடுத்துருவாங்க அதெல்லாம் வார்த்தைகளால் வர்ணிக்கவே முடியாது அந்த பேரின்ப நிலையை வார்த்தைகளால் சொல்ல முடியாது அந்த அனுபவத்தை வார்த்தைகளால் சொல்ல முடியாது ஆனந்த நிலையே வர்ணிக்க முடியாது நான் என்ன சொல்கிறேன்னா உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு ஒரு ஹாப்பினஸே உங்களால் வார்த்தைகளால் சொல்ல முடில அந்த மாதிரி இன்பத்தை பேரானந்தத்தை அதெல்லாம் சொல்லவே முடியாது அவங்களால் பண்ண முடியாத விஷயங்கிறதே கிடையாது அவங்களோட அறிவு பேரறிவாக மாறிவிடும் அண்டங்களையெல்லாம் கடந்து சென்றுவிடும் பிளாக் ஹோலு அது இது நீங்கள் கற்று வச்சுருக்கதெல்லாம் கடந்த நிலையில் அவங்களோட பேரறிவு செயல்படும் இதுதான் அவர்களுடைய மாபெரும் பேரறிவு மெய்ஞியான அறிவு பிரம்மத்தின் அறிவு சுப்ரீம் இன்டெலிஜென்ஸ்ன்னு இதை தான் நன்றி வணக்கம்